நான் திருச்சியில் ஸ்ரீ சங்கர் அமெட்ரிகுலேஷன் பள்ளியில் நான்காம் வகுப்பு அடிக்கிறேன் நீர் இன்றை அமையாத உலகு என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நீர்நிலைகளுக்கு அருகில் வசித்து தொடங்கினர் ஒருவர் உணவில்லாமல் கூட ஒரு வாரம் வரை வாழ முடியும் ஆனால் தண்ணீர் இல்லாமல் ஒரு சில நாட்கள் கூட வாழ முடியாது தண்ணீர் இல்லாத உலகை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தண்ணீரை நாம் எப்படியெல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம் மட்டுமல்ல தான் தூய்மையான குடிநீருக்கு ஆதாரம் மழை நீர் அப்படி வீணாக கடலில் கலக்க விடாமல் அணைகள் பல கட்டி தேக்கி வைத்து நமது தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் நற்றிணையின் வெற்றிப்படிகள் வீடுகள் தோறும் மழை நீர் சேமிப்பு தொட்டியை கட்டி மழை நீரை சேமிக்க வேண்டும் மாதம் மரங்களை வளர்க்க வேண்டும் காடுகளை அழிக்க கூடாது நமக்கு தேவையான உணவை விளைவிக்கும் விவசாயத்திற்கு அடிப்படை தேவை தண்ணீரே மழை நீர் உயிர் நீர் என்பது வெறும் வாசகம் மட்டுமல்ல வாழ்க்கையின் யதார்த்தமான உண்மையும் கூட மரங்கள் பட்டு போகும் எதிர்கால சண்டத்தினருக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிக சொத்து தண்ணீர் தான் வறண்டு போன ஏரி குளங்களில் தூர்வாரி மழை நீரை சேமிக்க வேண்டும் நிலத்தடி நீரை சேமித்து மண் வளத்தை காக்க வேண்டும் முதல் உலக போர் நிலத்திற்காக வந்தது உலக போர் அதிகாரத்திற்காக தான் என்று கூட கூறுவார்கள் ஒருவர் மயக்கம் அடைந்தால் கூட நாம் முதலில் தேடுவது தண்ணீரைதான் தண்ணீருக்கு நிகர் தண்ணீரே தண்ணீருக்கு பதில் நாம் வேற எதுவும் குடிக்க முடியாது கவனக்குறைவால் குழாய்கள் திறக்கப்பட்டு தண்ணீர் வீணாவதை தடுக்க வேண்டும் வாளிகளில் வேண்டும் தண்ணீரைகள்ரு ஏரி குளங்களில் குளிப்பது துணிகளை துவைப்பது குப்பைகளை கொட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது ஏனென்றால் அசுத்தமான தண்ணீர் மூலம் பல நோய்கள் ஏற்படக்கூடும் தண்ணீரை சேமிப்பது உயிர்களை காப்போம் நன்றி இந்த வீடியோ பண்ணுங்க